அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுகிறேங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சித்திரக்கனி தான் பார்த்துட்ருக்கீங்க தமிழ் புத்தாண்டுக்கு முதல் நாள் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் ஒவ்வொரு வருடமும் நான் ஷூட் பண்ணுறேன் உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் நிறைய பேர் வியூஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ வியூஸ் கொடுத்ததுக்கும் எனக்கு நன்றி சப்ஸ்கிரைபர் வந்து பதினெட்டாயிரம் சப்ஸ்கிரைபர் தாழ்னதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன் இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக மெம்மேலும் என்னோடய வீடியோஸை முழுசாக நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா இந்த சித்திரக்கணி மட்டும் இல்லை ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து இது கொடுக்குறேன் இந்த வீடியோவை நான் கொடுத்துட்ருக்கேன் அதே மாதிரி ராசி பலன்களும் நான் போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக இந்த மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணுங்கள் இப்போ முதனாளே வந்து சித்திரக்கணியை வந்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க சிம்பிளாக நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு நான் காட்டுறேன் இதை பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் மாப்பழம் வாழைன்னு சொல்லுவாங்க நான் சிம்பிளாக மூணு தான் வாங்கியிருக்கேன் மாம்பழம் பெலாசுளை வாழைப்பழம் அதுக்கு மேலே வந்து வெத்தலை பார்க்கு பணம் வச்சு உங்களுக்கு ஒரு நெக்லஸ் ஒன்று வச்சுருக்கேன் அடுத்தது பூ வச்சுருக்கேன் இது வந்து கண்ணாடி மூலிமா பார்க்கணும் காலையில் அது என்னென்ன ப்ரிப்பர் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன் மா இலை வச்சுருக்கேங்க அடுத்தது பூ டெக்ரேஷன் பண்ணியிருக்கேன் அடுத்து அரிசி பருப்பு நாட்டு சர்க்கரை உப்பு மெயினாக இந்த நாலு விஷயம் வைப்பாங்க பயிர் வகைகள் வந்து அந்த வெள்ளி டம்ளில் உங்களுக்கு பயிர் வகைகள் வச்சுருக்கேன் இது முக்கியமாக நம்ம வந்து இது வந்து கண்ணாடி வழியாக பார்த்தா ரொம்ப ரொம்ப சிறப்பு சித்திரை ஒன்றாம் தேதி வந்து உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கிட்டு இந்த மாப்பளா வாழையை பார்த்துட்டு இந்த வருடமே நம்மளுக்கு ஒரு செல்வ செழிப்போடு இருக்கணும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும் தீர்காயாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க பக்கத்தில் ஏதாவது இருந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டுங்க இந்த விஷயத்த அதுக்கப்புறம் நீங்கள் பெரியவங்க எல்லாருமே பார்க்கலாம் வேண்டிக்கலாம் ஏன்னா மொதல் முதல்ல நான் இதை ரெடி பண்ணுறேன் அப்படின்னா அப்படி கிடையாது எங்கள் வீட்டு பின்னாடி வந்து ஒருத்தர் ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க எனக்கு ரெகுலராக வந்து வருடமானால் இந்த கூட்டு பையனை காட்டுவாங்க அதுக்கப்புறம் தான் நான் இது பழகிக்கிட்டேன் கொஞ்ச நாளாக தான் அதுவும் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே ஒவ்வொரு வருஷத்துக்கு உண்டான வீடியோஸும் அப்லோட் பண்ணிகிட்ருப்பேன் இதில் வந்து நகைகள் வச்சுருக்கேன் இதில் விளக்கு வச்சிருக்கேன் கோல்டன் கலர் விளக்கு வச்சுருக்கேன் ஒரு வெள்ளி டம்ளர் ஒன்று வச்சுருக்கேன் குங்கும சிம்மில் வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா இருக்கும் இதில் அஞ்சு ரூபாய் காயின் ஒன்று ரூபாய் காயின் எது உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அது மட்டும் நீங்கள் வச்சு வழிபட்டால் போதுமானது ரூபா நடுகள் வச்சுருக்கேன் விராலி மஞ்சள் வச்சுருக்கேன் உங்கள்ட்ட உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சிம்பிளாக கும்பிடலாம் இந்த பூனால் டெக்ரேஷன் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் கும்பிடலாம் முக்கியமாக இந்த வாழைப்பழம் மாம்பழம் பெல்லாசுளை இது வந்து வச்சு கும்பிட்றது ஒரு ஐதீகம் இருக்குது தமிழ் வருடப்பருப்பில் அதே மாதிரி அரிசி பருப்பு உப்பு முக்கியமாக வைக்கணும் தானியங்கள் இருந்தால் தானியங்கள் வைக்கலாம் ஸ்வீட்டுக்கு வந்து நாட்டு சர்க்கரை வச்சுருக்கேன் வெள்ளம் இல்லாதனால நாட்டு சர்க்கரை வச்சுருக்கேன் மாயிலை வச்சுருக்கேன் இந்த ஆண்டு எல்லாருக்குமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது எல்லோரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நல்ல ஆரோக்கியத்தோடையும் நல்ல பணவரத்தோடையும் எல்லாருமே சந்தோஷமாக இந்த ஆண்டு வந்து நம்ம தொகலாம் அதற்குண்டான வீடியோ தான் நான் இப்போ கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இதை பார்த்து நீங்களும் பயன்பெறுவீங்க கண்டிப்பாக இதுக்குண்டான விஷயங்கள் நான் ஒவ்வொரு வீடியோவில் நான் கொடுப்பேன் ஒவ்வொரு வருஷத்துக்கு உண்டான வீடியோ வந்து முதல் நாள் நைட்டே நான் க்ரியேட் பண்ணி போட்டிருவேன் அதே மாதிரி தான் முதல் நாள் நைட்டே வந்து இது க்ரியேட் பண்ணி உங்களுக்கு காட்டலாம் அடுத்த நாள் வந்து இந்த விஷயத்த நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எதனால் ஆரம்பித்தீங்கனால ரொம்ப சுபமாக முடியும் நல்ல ஆரோக்கியத்தோடையும் நல்ல வளத்தோடையும் செழுமையோடையும் நீங்கள் இந்த வருடம் வந்து கண்டிப்பாக வந்து வருதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவி நினைச்சி ஹிலிங் திறப்பை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்